ஆண்டுகளுக்கு மூத்த ஒரு தேசத்தில் மக்கள் தமிழர்கள் நாம் ஆனால் இன்றைக்கு எந்த உரிமைகள் மட்டு முல்லை பெரியார் என நமது வாழ்வாதார உரிமைகள் பறிக்கப்பட்டிருக்கிறது நமது வளங்கள் எல்லாம் சூறையிடப்படுகிறது மணல் வளம் மலை வளம் நீர்வளம் என எல்லா வளம் காவல் கொடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது இன்றைக்கு விவசாய நிலங்களை மீட்கச் சொல்லி நாம் போராடுகிறோம் தேர்ந்த ஆட்சோ அதுதான் திமுகத்தில் நடக்கிறது மத்திய காங்கிரஸ் ஆண்டாலும் சரி பாஜக ஆண்டாலும் சரி நமக்கு எந்த திரும்ப கிடைச்ச பாடு இல்லை வடமாநிலத்தில் தமிழ்நாட்டில் நோக்கி படையெடுக்கிறார்கள்